பாரத் பே என்பது இந்தியாவில் உள்ள சிறு வணிகர்கள் மற்றும் திராணக்கடை உரிமையாளர்களுக்கு சேவை செய்யும் ஒரு ஃபிட்னஸ் நிறுவனமாகும் இந்நிறுவனம் யூபிஐ பேமெண்ட்களுக்கான ஒன்றோடு ஒன்று இயங்கக்கூடிய கியூஆர் குறியீடு கார்டு ஏற்பதற்கான பாரத் ஃபை மற்றும் சிறு வணிக நிதியுதவி உள்ளிட்ட பல பின்டெக் தயாரிப்புகளை வழங்குகிறது சிறு வணிகர்கள் பாரத் பே கியூஆர் குறியீடுகள் மூலம் யூபிஐ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்பேஸ் மூலம் இலவசமாக பணம் செலுத்துவதற்கு இது உதவுகிறது இது வணிகர்களுக்கு ரூபாய் ஏழு லட்சம் வரை வழங்குகிறது மூன்று முதல் பன்னிரெண்டு மாதங்களுக்கு இந்த தொகை வழங்குகிறது தயாரிப்புகளில் பனிரெண்டு கிளப் எனப்படும் கடன் வழங்கும் தயாரிப்பு அடங்கும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அவர்கள் டிஜிட்டல் கோல்ட் தயாரிப்பை அறிமுகப்படுத்தினர் இது பயனர்கள் தொண்ணூத்தி தூய்மை கொண்ட 24 நான்கு கேரட் தங்கத்தை பரிவர்த்தனை செய்ய அனுமதிக்கிறது பாரத் பேயின் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அஸ்னின் குரோவாரால் இணைந்து நிறுவப்பட்டது அதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கிரிக்கெட் வீரர்கள் ரோஹித் சர்மா ஜஸ்பிரித் பும்ரா கே ராகுல் முகமது ஷமி ரவீந்திர ஜடேஜா சுரேஷ் சேனா ஸ்ரேயாஸ் ஹயர் பிரித்வி ஷா சஞ்சு சாம்சன் யூஸ்லேந்திரா சாக மற்றும்னர் பின்னர் இரண்டாயிரிபதில் திருல் சமீர் அவர்களின் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஒப்புதலை பினான்சியல் சர்வீசிடெட் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அதன் நெட்ஒர்க்கை இந்தியா முழுவதும் நூறு நகரங்களுக்கு விரிவுபடுத்திள்ளது இதில் அடுக்கு இரண்டு மற்றும் மூன்று நகரங்கள் அடங்கும் புதிய சேர்த்தல்களில் கவுஹாத்தி வேலூர் ஓசூர் நாக்பூர் ராஜ்பூர் பிலாஸ்பூர் புவனேஸ்வர் பண்டிச்சேரி, அமிர்தசரஸ் வாரணாசி மற்றும் ஆக்ரா போன்ற சுற்றுலா மையங்கள் அடங்கும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஐசிஐசிஐ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராஜெடிக் பண்டிலிருந்து பேபேக் இந்தியாவை பாரத்தை வாங்கியது இது பரிவர்த்தனை மதிப்பை வெளியிடவில்லை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரத் பே அதன் தலைமையை மாற்றி குழும தலைவரிடமிருந்து சுகைல் சமீரை தலைமை செயல் அதிகாரியாக உயர்த்தியது அஸ்னீல் குரோவர் நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளார்